அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சிக்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிம்மராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க இப்போ சனிப்பயிற்சிக்கு உண்டான தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்று வந்து மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு சனி பகவானுடைய பார்வைன்னு பார்த்திங்கன்னா மூன்றா மூணு ஏழு பத்து இந்த மூன்று இடங்களையும் வந்து சனியோட பார்வை இருக்கும் சிம்ம ராசிக்கு சிம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வராது இதனால் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தார் ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் இதனால் வரைக்கும் நோய் நொடிகளால் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை மனக்கவலைகள் கடன் பிரச்சனைகள் போராட்டமான ஒரு வாழ்க்கை மன சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கோம் மறைமுக எதிரிகளால் பிரச்சனை இதெல்லாம் சிம்ம ராசிக்கு கட்டாயம் இருந்திருக்கும் கடந்த இரண்டரை வருடமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து இது அனுபவிச்சிருப்பீங்க அதிகமாக தளவழி வரது பேக் பெயின் வர்றது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதெல்லாம் வந்து உங்களுக்கு இனி அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா ஆறாம் இடத்துலேருந்து சனி பகவான் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா கணவரை குறிக்குது நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கும் அந்த இடத்துக்கு வரதுனால உங்களுடைய கணவரோ மனைவியோ எது பேசுனாலும் சரி நீங்கள் அனுசரித்து போய் இன்னும் வாயை திறக்கக்கூடாது ஏன்னா சண்டை சச்சரவு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வர்றதுனால கண்டக சனின்னு சொல்லலாம் வெளியே வண்டியில் வண்டி வாகனத்தில் போகும்போது கால் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் ஏன்னா கால் அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அது அம்மாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போகிறது ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி ஏழாம் இட க கலத்திரஸ்தானத்தில் சனி வரும்போது வேற என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் உருவாகும் ஒன்றுமே நீங்கள் பேச மாட்டிங்க ஆனால் அந்த இடத்துல சண்டை வரும் அது என்ன பிரச்சனை என்னென்னு இருக்காது பழசு ஏதோ நீங்கள் பேசியிருப்பீங்க அதை யோசித்து வச்சு இப்போ பேசி திட்டுவாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் டென்ஷனே ஆகக்கூடாது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுவிட்டு நீங்கள் என்னவோ சரி அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் சுமூகமாக ஒரு நீங்கள் போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை அதில்லாமல் நீங்கள் புத்திசலித்தனமாக நடந்துப்பீங்க அதே மாதிரி மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டீங்க இது இல்லாமல் ஓப்பன் டாக்காக சிம்ம ராசிக்காரங்க அனைவருக்குமே நான் சொல்லுவேன் அது மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு குணம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது எதுவுமே மறைச்சி வச்சு ஒழித்து பேச தெரியாது எதனால் ஓப்பன் டாக்காக தான் இருக்கும் எதனால நேரடியாக நிற்க வச்சு தான் பேசுவீங்க கேள்வி கேட்குறதாகட்டும் எந்த விஷயமாகட்டும் நேரடியாக பேசுகிறது நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் பேசுவீங்க இது ஒரு நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ஏழாம் இடம் கணவன் மனைவியை தான் குறிக்குது முக்கியமாக கணவனாக இருந்தால் மனைவியை குறிக்குது மனைவியாக இருந்தால் கணவனை குறிக்குதுன்னு சொல்லிட்டேன் கண்டக சனின்னு சொல்லிட்டேன் ஏன்னா உடல் ரீதியான பாதிப்பு வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி குறைவு ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு இருந்தாலும் உங்களுக்கு காலில் அடிப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க உங்கள் கால் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அந்த மூன்றாம் இடம் பார்வைன்னு சொன்னேன் இல்லைங்களா அது ஒன்பதாம் இடத்தை பார்வை விழுது சனி பகவான் அப்போ உங்களுக்கும் தந்தைக்கும் வந்து நிறைய வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டரை வருடம் சொல்கிறேன் ஜனவரிலேருந்து சொல்கிறேன் அப்பாக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசஞ்சலங்கள் கஷ்டங்கள் குழப்பங்கள் நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதை நீங்கள் பார்த்து நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் ராசிநாதனை வந்து சனி பகவான் டைரெக்டாக பார்க்குறாரு ஏலாம் பார்வையா அப்போ கண்டிப்பாக வந்து மந்தத்தன்மை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா டிலே பண்ணி செஞ்சிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது அதுக்கு தான் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் வீட்லேயே நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் விளக்கு பற்ற வச்சு ஊது காட்டிட்டு தினசரி உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு அந்த மந்தமான விஷயம் எல்லாம் ஏற்படுறதெல்லாம் அது இயல்பாக வரக்கூடியது அதாவது மந்தத்தன்மை அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு எனக்கு இல்லை எல்லாத்துக்குமே அது வரும் ஏன்னா சனிபவன் பார்வைப்படும் போதே ஒரு சோம்பேறித்தனமாக இருப்போம் டிலே பண்ணி செய்யலாம் ஒரு விஷயம் ஒரு நம்ம செய்யணும்னு வீட்டில் சொல்லுவாங்க கட்டாயப்படுத்துவாங்க இல்லை நம்மளுக்கே அந்த வேலை பேங்க் ஒர்க் இருக்குன்னு தெரியும் சரி நாளைக்கு போய் செஞ்சுக்கலாமே இன்றைக்கி போனால் கூட்டமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்மளே டிலே பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே வந்து டிலே ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு இந்த விஷயமும் அதனால நடக்காது ஒரு வேலைக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சில மனக்கசப்புகள் சஞ்சலங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்தால் ஆகணும் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு எப்பவுமே இருப்பாங்க ஏன்னால் டைரெக்டாக பேசி உங்கள்கிட்ட ஜெயிக்க முடியாது சிம்ம ராசிக்காரங்கிட்ட வந்து டைரெக்டாக பேசி ஜெயிக்கவே முடியாது அதனால் மறைமுகமாக எப்படி வீழ்த்தணும் அப்படின்றது தான் பிளான் போடுவாங்க அதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக சாதிப்பீங்க உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க ஏன்னா கண்டக சனியை வச்சுமே நம்ம சொல்ல முடியாது உங்கள் தசா புத்தி அந்தரத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும் மெயினாக அது நல்ல சுபர்களுடைய தசை நடந்து உங்களுடைய லக்னாதிபதிக்கு ஃபேவரபுளான தசையாக இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பர் பக்கத்தில் ஏதாவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜாதகம் எடுத்துட்டு போய் காட்டுங்க ஏன்னா இந்த சனிப்பயிற்சி வருது இல்லைங்களா ஜனவரி மாதம் அப்போ வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் என்ன தசா புத்தின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மாறும் மாறுபடும் நல்ல கட்டாயம் வந்து நீங்கள் பார்க்குறது நல்லது சப்போஸ் நீங்கள் என் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்குறதுங்கனாலும் எங்கிட்ட நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு அடுத்தது ராசிநாதனியும் பார்க்குறாரு அடுத்தது நாலாம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் அந்த இடத்தையும் பார்க்குறனால தாய்க்கும் உங்களுக்குமே சில பிரச்சனைகள் மனக்கசப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் தாய் உறவுனால நம்மளுக்கு பிரச்சனை வருது தாய் மூலியமாக நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது மன கசப்புகள் சண்டை சச்சரவுகள் வருது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க நிதானத்தோடு பேசுங்க ஏன்னா நாலாம்னுன்றது சுகஸ்தானமும் கூட அதாவது ஹெல்த் வைஸும் நம்மளுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அதனால் ரெகுலராக உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்காது விட்டுவிட்டு உங்களுக்கு வரும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆனால் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து அதே சனி தசை நடக்குது உங்களுக்கு அது சுபர்கள் இல்லாமல் அசுபர்களுடைய திசை நடக்குது இல்லை அவயோகி திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாதிக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆனால் உங்களுக்கு திசைகளே மாறுபடுது அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தாக்கங்கள் இருக்காது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது இருந்தாலும் இது வந்து இந்த பர்சன்டேஜ் வைஸ் ஆகுனால அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அந்த பர்சன்டேஜ் வைஸ் நம்மளுக்கு இது குறையும் ஏறும் அது மூலிமா இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நானாம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் வண்டி வீடு வாகனவங்களை குறிக்கிது அதாவது வண்டி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வண்டி மாற்றங்கள் பண்ணுவீங்க பழைய வண்டி ஏதாவது இருந்ததுன்னா கொடுத்துட்டு புதுசாக வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது கண்டிப்பாக வண்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதுக்கு அடுத்தது தாய்க்கும் உங்களுக்கும் வந்து பிரச்சனைகள் சலசப்புகள் வீட்டில் வந்து ஏற்படும் மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறது நல்ல விஷயம் மற்றபடி உங்கள் தொழிலெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க நல்லா வருவீங்க ஆனால் மறைமுக எதிரிகளால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இதை மட்டும் இதை மட்டும் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபு அது தேவையே இல்லை நான் இந்த விஷயம்லாம் சொல்லிட்டுருக்கேன் கணவன் மனைக்கிடையே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு இன்னும் நூறு சதவீதமாக இல்லை ஐம்பது சதவீதமாக இல்லை முப்பது சதவீதம் பாதிக்குமான்னு தெரியும் அதுக்கு தான் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் என்ன தசா புத்தி அந்தரம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் அதை புரிய முடியும் புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கிறதுனால இப்போ திருமணம் பண்ணால் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் இப்போ திருமணம் யாருமே சிம்மராசிக்கு பண்ண மாட்டாங்க கொஞ்சம் தள்ளி போடணும் உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு இதே சனி தசை நடந்து உங்களுக்கு அவயோகியாக இருந்து இல்லை உங்களுக்கு சுபர்கள் இல்லாமல் அசுபர்களுடைய தசை நடந்ததுன்னா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது அது பெரிய பாதிப்பை காட்டும் டிவோர்ஸ் வரைக்குமே கொண்டு போகும் இப்பயே அது பிரச்சனை தலை தூக்கும் கணவன் மனைக்கிடையே நிறைய பிரச்சனைகள் வரும் சண்டை சச்சரிவுகள் வரும் நீங்கள் அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போய் ஆகணும் நீங்கள் எதுவுமே அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கு தான் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டேன் மெடிடேஷன் பண்ணுங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு பரிகாரம் இது வந்து தினசரி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஆனால் உங்களை வந்து அடிச்சுக்க யாருமே கிடையாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு நேர்மையாகவும் கரெக்டாகவும் கண்ணியமாகவும் போல்டாகவும் பேசக்கூடிய ஆள் வந்து சிம்ம ராசி தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் மற்ற ராசிகள்லாம் நான் சொல்லிட்டு வருவேன் மேஷராசி விருச்சகராசின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அதெல்லாம் செவ்வாயோட ஆதிக்கம் நீங்கள் சூரியனோட ஆதிக்கம் அதனால் ஒரு விஷயத்தை செயல்படாததாகட்டும் எல்லாமே சூப்பராக நீங்கள் பண்ணுவீங்க உங்கள் வேலையில் இருக்கட்டும் சின்சியர்டியாக இருப்பீங்க சின்சியராக ஒர்க் பண்ணுவீங்க டெடிக்கேஷனாக இருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட எஃபோர்ட் கொடுப்பீங்க நீங்கள் உங்களுடைய வேலையில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாராட்டத்தக்க விஷயம் இது அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க ஸ்டெயிட் ஃபார்வ்டாக தான் இருப்பீங்க எதுவும் ஒழிச்சு மறைச்சி எதுவுமே பேச தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர் தான் ஆனால் கண்டிப்பாக கட்டாயம் வின் பண்ணுவீங்க ரொம்ப ரைட் டைமுன்னு அது சொல்லலாம் கண்டிப்பாக நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க நான் சொல்கிறது குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் வெளியே வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது அந்த இடெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது எனக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு அதனால் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை எனக்கு குரு பயிற்சியும் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் பாகிஸ்தானம் ஆனால் அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதாவது குடும்பத்தில் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போகிறது நல்லது தொழிலுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் வேலையிலையும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையாவே இருக்குது அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது செலவுகளும் உங்களுக்கு வரும் அது வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய செய்ய ஆரம்பிங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணுங்க இது மூலிமா உங்களுக்கு சொல்லித்தர தேவையில் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க இருந்தாலும் வந்து இது நான் உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்கிறேன் இது பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் உங்கள் தொழில் வந்து ரொம்ப மேன்மை அடையும் நல்லா வருவீங்க இன்னும் சின்ன சின்ன விஷயம் வந்து டிலே பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்கும் இந்த டைமில் அதை டிலே பண்ணாத கரெக்டாக அந்த ஒர்க்கை முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி கரெக்டான முடிங்க வெற்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹீலிங் தரப்பியே கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்